பெஹரம்பூர் பேர் கொண்ட ஒரு கிராமத்துல சஞ்சய்ங்கிற பேர் கொண்ட ஒரு குயமா இருந்தான் அவன் விதவிதமான மண்பாண்டங்களை செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தான் அவனோட மனைவியும் பையனும் அவனுக்காக உதவி செய்வாங்க கிராமத்து ஜனங்க எல்லாருமே சஞ்சய் கிட்ட வந்துதான் மண் சட்டிகளை வாங்கிக்கிட்டு போவாங்க கொஞ்ச நாள் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஹிம்மத் சிங்ங்கிற வியாபாரி அவன்கிட்ட வந்தான் அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னா இங்க பாருப்பா சஞ்சய் நான் ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மண்பாண்டங்களை செய்யறிய போறால நீ உன்னோட வியாபாரத்தை வைக்கிறாரா நம்மளும் எதுக்காக பயமுறுத்துறாரு இப்ப நம்ம என்ன பண்றது அவரு சொல்றது என்னமோ உண்மைதாமிய வைக்க போறாரு ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்போ சஞ்சய் விதவிதமான மண் பொம்மைகளை செய்ய ஆரம்பிச்சான் அதிகம் ஆயிடுச்சு எல்லா பசங்களும் சஞ்சய் கிட்ட வந்து பொம்மைகளை வாங்க ஆரம்பிச்சாங்க உடச்சு போட்டுட்டாங்க மறுநாள் சஞ்சய் இதெல்லாத்தையும் பார்த்ததுமே வேற வழியே இல்லாம தலைய புடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க திடீர்னு உடஞ்சி போன அந்த சக்கரத்துல இருந்து ஒரு சுவாமிஜி தோன்றினாரு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 அந்த மாய சக்கரக்கு மேல வச்ச ஒரு பொம்மைகளை கொடுத்துச்சு அப்புறம் மறுபடியும் சஞ்சயோட வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு அவன் தன்னோட வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கடையும் துறந்தான் அந்த விஷயம் ஹிமத் சிங்குக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சஞ்சய் நான் சொல்றத கேக்க மாட்டான் போல இருக்கு இன்னைக்கே போய் அவனை ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுற அப்படி சொல்லிட்டு சில ரவுடிகளை சஞ்சயோட வீட்டுக்கு போயிட்டாரு திடீர்னு எல்லாத்துக்கும் உயிர் வந்துருச்சு அப்புறம் பெரிய பொம்மைகளா மாறிடுச்சு அப்புறம் எல்லா பொம்மைகளும் ஹிமத் சிங்க தரத்த ஆரம்பிச்சது அது போல ஹிமத் சிங்கும் அவனோட ஆட்களும் அந்த மாய சக்கரத்து மேல வீழ்ந்துட்டாங்க உடனே அந்த மாய சக்கரம் ரொம்ப வேக வேகமா சுத்தி எல்லாரையும் ஒரே சமயத்துல ரொம்ப தூரமா தூக்கி வீசிடுச்சு அப்ப அந்த சத்தத்தை கேட்டு சஞ்சய் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்த போது அந்த இடத்துல பொம்மைங்க மறுபடியும் சின்னதாயிடுச்சு அப்புறம் எல்லாமே அமைதியா இருந்தது அது போல அந்த மாய சக்கரம் நிம்மத் சிங்க்கு பாடத்தை கத்து குடுத்துச்சு அப்புறம் சஞ்சய் தன்னோட வியாபாரத்தை நிம்மதியா நடத்தினா மாய கோல்டன் ஆட்டோட வீடு ஒரு கிராமத்துல கோபாலுங்கிற பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு அவரு ரொம்பவே நல்ல மனுஷன் அவர்கிட்ட அஞ்சு ஆடுங்க இருந்தது அதுங்களை அவரு தினமும் மெய்க்கிறதுக்காக அழைச்சுக்கிட்டு போவாரு ஒரு நாள் அவரு ஆடுங்களை கூட்டிக்கிட்டு மெய்க்கிறதுக்கு போனப்ப ஆடுங்களை அங்க விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு தூங்கிட்டாரு அப்ப திடீர்னு ஒரு மாய தங்க அங்க தோன்றுச்சு அப்புறம் கோபாலோட ஆடுங்களோட அது கலந்துச்சு உடனே அது சாதாரண ஆடா மாறிச்சு கோபால் முழிச்சு பார்த்த போது என்னது ஆடுங்க தானே இருந்துச்சு தண்ணி கிண்ணி அடிச்சுட்டா திடீர்னு அந்த ஆடுங்க கூட்டத்துல ஒரு ஆடு தங்க ஆடா மாறிடுச்சு அப்புறம் ஒரு குரல் கேட்டுச்சு கோபால் நான் ஒரு மாயாவிய ஆடு நான் கோல்டன் கோட்ல இருந்து இங்கிட்ட இருந்து பறிச்சிடுச்சு ஆடு அங்க சுத்திட்டுருக்கு நான் எப்படியாவது திரும்பி போயி அத கொல்லணும் அதனால நான் இந்த பூமியில ஒரு பொருளை தேடி வந்திருக்கேன் ஆனா என்னால் அதை தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படியா அந்த பொருள் என்ன ஒரு மாய உதவி செய்ய அப்படி சொன்னதும் அந்த தங்க ஆடும் கோபாலும் ஒரு இடத்துக்கு போனாங்க அந்த இடத்துல பெரிய பெரிய மரங்கள் அப்புறம் கல்லுங்க இருந்துச்சு அங்கே ஒரு குகையும் இருந்துச்சு எனக்கு என்னமோ அந்த மணி இங்கதான் எங்கயோ இருக்கு அவன் கவனிச்சான் அவன் அந்த மணிய எடுத்துட்டு போறதுக்காக கிட்ட போனதுமே ஒரு பெரிய பாம்பு அதோட பாதுகாவலன் அந்த இடத்துக்கு வந்துருச்சு யாருனே உனக்கு உயரோட இருக்கணுமா வேண்டாமா என்னோட நாகமணியிருக்க இல்ல பாம்பே நான் இந்த மணிய என்னோட நண்பன் மாய ஆடுக்காக இங்க இருந்து கொண்டு போறேன் அது தன்னோட மாய கோட்லாண்ட ஒரு துஷ்டராட்சசன் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைக்குது நீங்க எனக்கு இந்த மணிய குடுத்தீங்கன்னா அந்த ஆட்டோட உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அந்த விஷயத்த கேட்டதும் அந்த பாம்பு அந்த மணிய கோபாலோட கையில வச்சது அந்த ஆடு கோபால் மணியூ மாயோடத்துக்கு போய் அந்த மணியால அத கொண்டுடிச்சு மணியோட சக்தி மூலமா அந்த துஷ்ட ஆடு செத்து போச்சு அப்புறம் மறுபடியும் அந்த தங்க ஆடு ராஜாவ ஆயிடுச்சு அப்புறம் அந்த தங்க ஆடு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கோபால் நீ எனக்கு நிம்மதியாயிரு கோபால் பூமியில தன்னோட வீட்டுக்கு வந்த போது அந்த இடத்துல ஒரு பெரிய தங்க ஆட்டோட உருவத்துல வீட்ட பார்த்தான் அப்புறம் அந்த வீட்டுலயே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான் ஒரு ஆள் அவர் பேர் சூரஜ் அவர் ஒரு இரக்கமான நல்ல மனுஷன் சூரஜ் கிட்ட யாராவது உதவி கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்வாரு யாரு கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் சூரஜ் ஒரு பில்டிங் சைட்ல வேலை செஞ்சு அப்போ சில ஆட்கள் வந்து அதெல்லாத்தையும் மிஸ்ராஜி பாத்துட்டாரு அப்புறம் அவரு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன கேட்டாருனா ஆமாப்பா சோட்டு என்னது இது எல்லாரும் வந்து சூரஜுக்கு வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இந்த உதவி செய்வாரு ஆனா நீங்க வலது கையால கூட ரூபாய் தானம் பண்ண மாட்டீங்க உங்களை எல்லாம் அத போட விளங்காதவன ஒரு நாள்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 நீங்க என்னோட இடத்துக்கு வந்து நான் கொடுக்கறத வாங்கிக்கணும் கேள்விப்பட்டிருக்கா உனக்கு ஏதாவது ஆபத்துனாலோ இல்ல ஏதாவது வேலைன்னாலோ என்ன நினைச்சுக்கோப்பா நான் உனக்கு நிச்சயமா உதவி பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு ஆனா மிஷ்ராஜி சூரஜையும் சுவாமிஜியையும் சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் சூரஜோட போச்சு அப்பதான் சூரஜ் சுவாமிஜிய நினைச்சுக்கிட்டாரு அவர் உடனே அந்த இடத்துல தோன்றினாரு சூரஜ் என்னால உன்னோட வேண்டுதல புரிஞ்சிக்க முடியுதுப்பா நான் உனக்கு ஒரு வாரம் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீ எப்பல்லாம் உன்னோட கான்கிரீட் மிஷின கையால சுத்தி விடுறியோ அப்ப அதுல இருந்து பணமா கோட்டும் உனக்காகவும் இந்த உலகத்துல இருக்கிற மத்த ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவும் பயன்படுத்திக்கோ நான் வாக்கு கொடுக்கறேன் சுவாமிஜி நான் அந்த பணத்தை ஏழை மக்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்துவேன் உடனே சூரஜ் வெளிய போய் அவங்க வீட்டு வாசல்ல இருந்த கான்கிரீட் மிஷின கையால சுத்தி விட்டாரு பணத்தை பாத்ததும்ூரஜுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த பணத்தை வச்சு சூரஜ் தன்னோட மனைவிக்கு வைத்தியம் பார்த்தாரு அதுக்கப்புறம் சூரஜ் சுவாமிஜிக்கு கொடுத்த வாக்க நிறைவேத்தினாரு